நான் என் அது மட்டும்ப பிடிக்கும் ஏன்னா அவங்க வந்து பொது கிடையாது தேர்தலில் போயிட்டு இருந்தபோது அப்போ ஒண்ணு இருபது வயசுல எனக்கு இருக்கும் சும்மா நண்டு நம்ம எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தோம் அப்படின்ட்டு எனக்குள்ளேயே ஒரு கேள்வி ஆனா அப்படியே விட்டுட்டேன் அது ஆனா அப்போ அப்போ கிரிவலம் அப்படி இப்படிதான் போவேன் வருவேன் ரமண மகரிஷி ஆசிரமம் போய் உட்காருவேன் சேதாத்திரி ஆசிரமம் போய் உட்காருவேன் நிறைய இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல போய் கோடி மகாணுக்கு போய் வாயிற ரஜூலாம் ஊட்டிட்டு வந்தேன் அப்புறம் விசிதி சாமியா இருந்தாரு அவர்கிட்ட போவேன் உளுந்தூர்பட்டியில சங்கர்லிங்க சாமி இருந்தார் அவர்கிட்ட போய் தங்குவேன் இந்த மாதிரி பல இடத்துக்கு போயிட்டு தேடுதல் தான் என்னுடைய ஆனா எங்கயும் எதுவுமே என்னால அந்த இறை பொருள் இறைத்தன்மை அதிகக்கக்கூடிய இது இல்லை ஆனா மகரிஷியோட புத்தகங்கள்லாம் நிறைய வாங்கி வச்சிருக்கேன் பட் அது படிப்பு வந்து ஏற்ற அளவுல இருக்கு இத வந்து நம்ம நான் யார்ன்றது உணரத்துக்கு சொல்றதுக்கு ஆள் இன்ன வரைக்கும் இல்லை யாரும் உலகத்துல இது வரைக்கும் அவருடைய ஸ்பீச்சஸ கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை ஸ்பீச்சஸ் சொல்றாங்க மகாதேஷிய ஆசிரமத்தில் சொல்றாங்க எல்லாம் இது பண்றாங்க பட் அது இன்னா நானுன்றது இன்னும் அப்படின்றத புரிய வைக்கத்துக்கு முடியல அதுக்காக வேண்டி யூடியூப்ல பார்க்கும்போது ஐயாவோட இதை பார்த்தேன் சரி அதனுடைய ஈர்ப்பு வந்து என்னை ஈர்த்து அதனால வேண்டி என்ன அந்த தேடுதல் வந்து இங்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு பூர்ண நம்பிக்கையோட அதுக்கு வழி கா இது அவங்களோட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லும் போது அப்பறம் நீங்களா அந்த நீரோட ரொம்ப அழகா ஏதோ சாங்கெல்லாம் அதனால எப்படி உங்களை பாக்கணும் அப்படின்னு ஒரு வாரமா துச்சிட்டு இருந்தேன் தம்பி மாறி கேட்டேன் அவங்க போன் பண்ணி கேட்டா ஐயா கொஞ்சம் பிஸியா இருக்காங்க இன்னைக்கு நாளைக்கு வாங்க சரியா வேலை முடிஞ்சது எப்படி இடத்துல போய் பாத்துட்டு வந்துடலாம்னு ஒரு சத்தியம் ஆசை தோன்றதுனால நாடிக்கு நான் வருவேன் உண்மை பொருள் என்னன்றத பத்தி தெரிஞ்சிக்கலாம் இல்லைன்னாலும் நாடிக்கு தெரிஞ்சிக்கலாம் முதல்ல உங்களை பாத்துடணும் அப்படின்னு ஒரே ஒரு உள்ளுக்குள்ள ஈர் பண்றதுனால இன்னைக்கு நான் வெளியில போக வேண்டியது கேன்சல் ஆகிடுச்சு கிளம்பி போயிட்டு இருந்திருப்பேன் போயி இப்பதான் வந்திருப்பேன் தான் வந்து என்ன நிக்க வைக்குது வந்து எல்லா ரமணா ரமணாசிரமும் போறது அப்புறம் இந்த சித்தர்களை சித்தர்களை தேடி டிராவல் டிராவல் டிராவல்னு ஒவ்வொருத்தர் பின்னாடியும் பெரிய கதை இருக்குங்க உலகத்துல அவங்களுக்குள்ளே எழும்புற கேள்விக்கு அவங்க நேச்சுரலாக வந்து இந்த உலகம் இது வரைக்கும் சொல்லி கொடுத்த விதம் என்ன நீ வந்து ஸ்கூலில் வந்து வெளியில் வந்து படி ஸ்கூலில் ஏட்டு மூலமாக உனக்கு கல்வியை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி புத்திக்கு இப்போ ரெண்டு வயசு குழந்தைலேருந்து பிளே ஸ்கூல்லேருந்து ஆரம்பிச்சிருச்சு அந்த மாதிரி எல்லாத்தையுமே வெளியில இருந்து பொதுவில் இருந்து கற்றுக் கொடுக்குற மாதிரி யாருக்கு கற்றுக் கொடுக்குறாங்க புத்தி கற்றுக் கொடுக்குறாங்க அப்படித்தான் வந்து முதல்ல ஆரம்பிக்குது பட்டு இதுவே இல்லைன்ற லெவல்ல இப்போ பகவான் ரமநாமகரிஷனுடைய வாழ்க்கையும் சரி ராமலிங்கம் வள்ளல்லார் சிதம்பரம் சுவாமிகள் பேரவருக்கு அவர் அந்த சிதம்பரம் ராமலிங்கம் அவருக்கு சின்ன வயசுல வந்து ஸ்கூல்ல கொண்டு போய் போட்டாங்க காஞ்சிபுரம் ஸ்கூல்ல கொண்டு போய் போட்டாங்க ஆனா அந்த அந்த ரசிக்கலை புத்தகங்கள் எதுவும் ரசிக்கலை அது உள்ள உணர்வு பொங்குறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஜெயில் மாதிரி புத்தக சிறை புத்தகங்கள்லாம் சிறைகள் உங்களை நீங்க ஒரிஜினலா நீங்க பாத்தீங்கன்னா அது வேற இந்த ஒரிஜினலா இருக்கிறது தான் நம்மளுடைய இந்த முக்கியமா தமிழ்நாட்டுல இந்தியால கூட முக்கியமா தமிழ்நாட்டுல ரொம்ப முக்கியமா நிகழ்ந்தது என்னன்னா அத்தனை ஆழ்வார்களும் அத்தனை நாயன்மார்களும் வந்து நேரடியா உள்ள பார்த்தவங்க சிதம்பரம் சுவாமிகள் ராமலிங்க சுவாமிகள் வந்து எங்கேயும் ஏட்ட அளவுல கல்வி கற்காமல் அப்படியே செயல்கள் எல்லாம் ஏற்றினார் தினமும் போய் அந்த கந்த சொல்லப்படுற சென்னை பாரிஸ்ல இருக்கிற அந்த இது அந்த கோவில்ல போய் மனமுருகி அப்பவே ஸ்பான்டேனியஸா ஸ்பான்டேனியஸா பாடுவார் ஏன்னா இங்க வந்து எல்லாத்துக்கும் பெரிய படிப்பு நம்ம படிக்க வேண்டியது வந்து உள்பக்கம் திரும்பி நின்று நம்ம உணர்வு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு இதுவாக இருக்கின்றது அதுதான் இங்க முக்கியம் இங்க எல்லாம் வந்து திசை திரும்பிடுச்சு அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம் இப்ப வந்து புத்தி தான் இங்க ஆட்டம் போடுது ஆட்டம் போடுது ஹம் வச்சிருங்க நம்ம மேல பாப்போம் உம் இங்க வந்து இந்த பாவம் உள் பாவம் உள்ள வந்து ஒரிஜினலா வந்து நம்மளுக்கு வந்து நேரடியா பாக்குற பாவம் அது வந்து பல பிறவைகளுக்கு அப்புறம்தான் வருது அது வந்து வந்து வெளி வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இப்போ உலகத்துல எப்படி இருக்கு போட்டா போட்டியோட படிப்பு ஒன்னாம் கிளாஸ்ல இருந்தே எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரேங்குக்கு ட்ரை பண்ற மாதிரி எல்லாருக்கும் டியூஷன் எல்லாருக்கும் அதே இது அப்படியே உள்ள ஏத்துறாங்க ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி புத்தியில் ஏத்துறாங்க ஏற்கனவே மெய்ஞான கல்வியில அடிப்படையா கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா இந்த பிரபஞ்சத்துல அணுத்துகள்லேந்து எல்லாமுமே வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அது வழியா எது ரெக்கார்ட் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாமுமே வந்து ஆன்ம பொருள் அறிவு என்ன ஒரு அறிவு ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன்மான்றது என்ன தனக்குள்ளேயேங்க ஒரு கண்ணாடிக்குள்ளேயே அத்தனை பிரதிபலிப்புக்குள்ள இருக்குல்ல நம்ம வந்து நேரடியா கண்ணாடி முன்னாடி நிக்காம ஒரு ஓரமா இருந்து பார்த்தா கூட என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் ஆயிட்டு இருக்கோம் அப்படி அதுக்குள்ளேயே ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்குல்ல அந்த மாதிரி என்ன பண்ணுது பிரபஞ்சத்தையே தனக்குள்ள வச்சுக்கிட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கு நீங்க ரவிராஜன் வந்து அதுக்குள்ள உங்களுடைய மனசு இருக்கு அதுக்குள்ள உங்களுடைய எண்ணங்கள் மனசுல எழும்புகின்றன உணர்ச்சிகள் எழுங்க எழும்புகின்றன இந்த ஸ்தூல உடல நீங்களாக நினைக்க வைக்கும் ஒரு அகந்தியம் எழுகின்றது ஒரு பாவம் ஒரு பாவம் எப்ப பாரு ஒரு பாவம் நீங்க லைனா அப்ப சொல்லிட்டு வந்தீங்கல்ல ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்லயும் பாத்தீங்கன்னா என்ன சொல்லிட்டு வரீங்க நான் வந்து காத்தால பேசினேன் இன்னைக்கு வரதா இல்ல சரி நாளைக்குதான் போலான் இருந்தேன் ஆனா வந்து இந்த கம்பெனில வந்து என்ன கொண்டு போய் சில பொருட்களை கொண்டு போய் கொடுக்க சொன்னாங்க சரி அதுக்கோசரம் கிளம்பினேன் சரி வெறும் இடத்தையாவது பாத்துருவோன்ற ஒரு ஆர்வம் சோ பாவம் மாறுதில்ல ஏதோ ஒண்ணு உள்ள வந்து வெளியில தள்ளுது ஸ்தூல உடலை வந்து நினைக்க வச்சு போயிடு போய் பாத்துரு இடத்தையாவது பாத்துக்கோ எதையாவது பாத்துக்கோ எப்படியாவது பாரு அப்படி இப்படின்னு நினைக்க வைக்குது இல்லை நினைக்க தூண்டுதில்லை சோ அந்த நினைக்க தூண்டுற உடலா உங்களை தனி மனிதன நினைக்க வைக்கிறது அதுலேருந்து ஆரம்பிக்கிறதுங்க பிரிதல் பொறுமா எங்கோ பிரிதல் நடக்கல கணத்துக்கு கணம் வந்து நம்ம பிரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் எதுல இருந்து மெய்பொருள் ஏன் மெய்பொருள் வந்து அதனுடைய திங்கிங் இது நம்மளுடைய திங்கிங் இல்ல என்னுடைய எண்ணங்கள் கிடையாது என்னுடைய உணர்ச்சிகள் கிடையாது அதனுடைய உணர்ச்சிகள் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல ஆனா முன்னாடி வாழ்ந்த காலத்துல ஆழ்வார்களோ நாயன்மார்களோ வாழ்ந்த காலத்துல இந்த சமுதாயமே தமிழ் சமுதாயமே எப்படி இருந்தது நம்பிக்கை மயமாக இருந்தது அப்பெல்லாம் ஒண்ணும் பெரிய படிப்பு கல்வி கிடையாது புத்தகங்கள் கிடையாது வீட்டுல பண்ற வேலைகளோடயே அந்த பசங்கள்லாம் அப்படியே வளரும் அப்படியே விவசாயம்னு வளரும் அப்படியே நெசவுன்னு வளரும் அப்படியே வேற ஏதானோ மட்பாண்டங்கள் பண்றது இது பண்றது இது பண்றதுன்னு வாழ்க்கைக்கு இயந்த கல்வி அதுக்கு மேல வந்து இங்க ஒண்ணுமே தேவையில்லை தேதி இல்லை ஏன்னா அதை பண்ணும் போது நீங்க வந்து உங்களோட ஒன்றி போறீங்க அது வந்து சகஜம் இதெல்லாம் வந்து சகஜம் சகஜம் அல்ல இது இதுன்னு நான் சொல்றது பகவானுடைய புத்தகத்தை நான் சொல்ல எந்த கல்வியுமே அந்த கல்வியின் அந்த கல்விக்கு பின்னாடி இருக்கிற புத்தி என்ன அந்த கல்வியெல்லாம் கண்டுபிடிச்ச புத்தியினுடைய இது என்ன அது மூலமாக இங்க வந்து எதையான அடைய முடியுமா இந்த உலகத்துல கரெக்டா அதை கண்டுபிடிச்சவங்க கூட விஞ்ஞான உண்மைகள்லாம் இருக்கு விஞ்ஞான உண்மைகள் மூலமா என்ன எனக்கு எதான சௌகரியம் கிடைக்குமா அப்படின்றது ஒரு எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கப்பட்டது ராத்திரி பூமி பூரா இருட்டாயிடுதே பன்னெண்டு மணி நேரம் அதுக்கு எதனால் சௌகரியம் பண்ண முடியுமா அப்படின்னும் போது அது ஒரு முனைப்பு வந்து எலக்ட்ரிசிட்டி அது இல்லாததையா கண்டுபிடிச்சாரு ஏற்கனவே இருந்து இருந்தது அந்த புத்திக்கு அந்த தருணத்தில் அந்த நாட்டம் கொள்ளும் அது கிடைச்சிது இது இந்த மாதிரி நிறைய நாட்டங்கள்ல உன்னதமான நாட்டம் அது என்னன்னா கடவுளையே நடிய மண்ணுக்கே வந்து ஒரு ஒரு சிறப்பான ஒரு இது எல்லா இடத்துலயும் நீங்க எங்க கேட்டாலும் இப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு ஒரு பதினைஞ்சு வயசுல இருந்து ஆரம்பிச்சுது எனக்கு இருபது வயசுல இருந்து ஆரம்பிச்சுது எனக்கு இருபத்தி வயசுல இருந்து ஆரம்பிச்சுது சித்தர் ஆரம்பிச்சது கோவில்கள் ஆரம்பிச்சது இந்த கோவிலுக்கு இந்த இந்த சுவாமிக்கு பின்னாடி இந்த சுவாமி விக்கிரகத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன அதுவும் என்னுடைய வாழ்க்கையும் எப்படி வந்து சிங்க் ஆகுது ஒண்ணு அந்த உண்மையை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒண்ணும் ஆகம சாஸ்திரம் கற்றுக்கிட்டு புது கோவில் கட்டுறதுக்கு இல்லை இல்லாட்டி சாமி விக்கிரகம் படைக்கிறதுக்கு இல்ல அதுவும் என்னுடைய இறைத்தன்மைன்றது இந்த மனிதன்கிட்ட இருக்கிற இறைத்தன்மை என்ன அதுவும் இது எப்படி சிங்க் ஆகுதுன்றதுக்குத்தான் வந்து அவன் வந்து வெளியில போனான் துங்களா இதெல்லாம் மீதியெல்லாம் என்ன இந்த விஞ்ஞான கண்டுபிடி போகலாம் சௌகரியங்களை கூட்டிக்கிட்டே போகுது இன்னும் போட்டா போட்டியும் ஜாஸ்தி ஆகுது முதல்ல ஒரு பல்பை கண்டுபிடிச்ச உடனே ஒரு நூறு டூப்ளிகேட்டு ரெடி ஆகிறாங்க நூறு டூப்ளிகேட் ரெடி ஆகி என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து அதே பல்பை வந்து வேற வேற விதங்களில் மார்க்கெட்டில் கொண்டு வந்து பேட்டன் பண்ணி இந்த பல்புக்கு நான் தான் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன எல்லாமே அங்கே பொருள் பற்று வெளிவழியா போன கண்டுபிடிப்புகள் எல்லாமுமே திருப்பி வெளியே தான் நம்புது புரியுதா வெளியதான் நம்ப வைக்குது கரெக்டா இப்போ என்னுடைய ஆரோக்கியம் வந்து டாக்டர் கிட்ட தான் இருக்குன்னு நான் நம்பினேன் தான் எனக்கு உடனே பணம் சேர்க்கணும் இல்லாட்டி அதை பத்தியே விஞ்ஞானம்னு நான் தெரிஞ்சுக்கணும் என் பையனையே டாக்டர் ஆகணும் இல்லாட்டி நானே டாக்டருக்கு பிடிக்கணும் புரியுதா நம்மளே டாக்டர் ஆகிடும் இதுக்கு ஒரு உடம்பு மல்ல பயத்துக்கு புரியுதா இப்படி வந்து வெளி வெளிய்க்கு போற புத்தி வந்து என்ன எவ்வளவு கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சு சௌகரியங்கள் பண்ணாலும் பாதுகாப்பு ஆரம்பிச்சாலும் திருப்பி பயம் தான் ஜாஸ்தி ஆகுது கூட கூட கரெக்டா எல்லாத்துக்கும் பயம்தான் ஜாஸ்தியாகும் ஏன்னா வெளியே ஒண்ணு இல்லாதது இத இந்த பிரபஞ்சத்துல இதுக்கு முன்னாடி ஆன்மீகத்துல சொன்னவர்கள் இல்லை வெளினே ஒன்னும் இல்லப்பா வெளியே இல்லை எப்படி வெளி வந்ததுன்னு பாத்தீங்கன்னா வெளின்னு சொல்லப்படுறது இங்க வந்து வெளியா இருக்கிற இந்த பிரபஞ்சம் ஆகாசத்தில இருந்து அஞ்சு பூதங்கள் வரைக்கும் எல்லாம் வந்து ஒரு மனம்ன்ற உருவத்துக்கு அகப்படாத தோற்றத்துக்கு வராத அதே ஆன்ம தான் மனமும் கூட புரியுது அதுவே என்ன பண்ணுது கல்லா இருக்கு ஒரு நாலு வயசுக்கு ஒரு இண்டிவிஜுவலைட்டி வந்த மாதிரி இருக்கிற ஒரு பையனுக்கு அப்படி வரான் எங்கயோ ஊ ஊரு கைஷன் வராங்க ஊரு கைச்சன் வந்து அப்படி தனியா போறான் தனியா போய் பாக்கிறான் அப்படி இப்படி பார்க்க ஆரம்பிக்கிறான் ஒரு மாடு கண்ணுக்குட்டி போட்ட உடனே அந்த கண்ணுக்குட்டி ஒரு பத்து அடி இருபது தள்ளி ஓடுது தான் பிறந்த இடத்துல இருந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆகாசமே இல்லாத வெளி ஆகாசமே தெரியாத சூரியனே தெரியாத ஒரு இருட்டான கர்ப்பத்துக்குள்ள இருந்தது மாட்டு கன்னுக்குட்டியா விழுந்த உடனே வந்து அஞ்சு பூதங்கள் வந்து இங்க தாண்டவ மாடுது உடனே நிக்குது உடனே துள்ளி குதிச்சு ஓட பாக்குது புரியுதுங்களா இப்படி நீங்க பாத்தீங்கன்னா எல்லாவுமே பதிவுகள் அது உள்ள இருக்கும்பொழுதும் பதிவுங்க வெளியில விழுந்த உடனே அஞ்சு பூதங்களோட வெளிச்சத்தோடையும் அந்த இயற்கையான அந்த புல்வெளியோடையும் மரங்களையும் கலர் கலரா காட்சிகளையும் அதுக்கு எப்படி தெரியுமோ நம்மளுக்கு தெரியாது புரியுதா அது கண்ணு வழியா ஏதோ தெரியுது இல்லை அது காது வழியா ஏதோ கேட்குது இல்லை அது உடம்பு வழியா இருப்பியே தனி இருப்பிய ஃபீல் பண்ணுது இல்லை அப்ப அது ஒரு கழிப்பு மாதிரி அது நினைச்சுக்குது இல்ல அந்த கழிப்புக்கு பக்கத்துலயே பயமும் இருக்குது புரியுதா கழிப்பே பயத்துல வருது இப்படி எல்லா தனிமையும் பெரியதே சோர்ஸ் வந்து இறைவன் தான் இத வந்து நம்மளுக்கு வந்து அழகா வந்து முடிச்சு கொடுத்தவர் வந்து ஆயிரத்தி எட்டுநூத்தி பகவான் ரமண மகிருஷி அதுக்கு முன்னாடி முடிக்கலைங்க நீங்க எப்பேற்பட்ட மகானை கோட் பண்ணுங்க அவங்களா அடைஞ்சாங்க அவங்களா அடைஞ்சாங்க ஆனா விஞ்ஞான பூர்வமா மனம்தான் இப்படி வந்து பரிபாகம் அடைஞ்சு பக்குவம் அடைஞ்சு காலக்கிரமத்துல பல பிறவைகள்ல முதிர்ச்சி அடைஞ்சு இப்படி மெருகேறி தன்னைத்தானே நாடும் திறனை பெறுகிறது அதனுடைய ஃபர்ஸ்ட் இதுதான் இது அப்படின்னு பொருள் வந்து வெளியில இல்லை ரமண முகரிஷி புஸ்தகம் பூரா நீங்க பாத்தீங்கன்னா வச்சனாமிரதம்னு ஒரு அஞ்சு வருஷம் அவரோட பேசினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து முப்பத்தொன்பது நாற்பது வரைக்கும் பேசினது பூரா வச்சனாமிருதம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டாயிருக்கு அந்த ரெக்கா அது பூரா நீங்க பாத்தீங்கன்னா பக்கத்துக்கு பக்கம் என்ன சொல்லுவார்னா தூக்கத்துல நீ இல்லாம இருந்தியா எதை கேட்டாலும் வந்து தூக்கத்துல இல்லாம இருந்தியா தூக்கத்துல இல்லாம இருந்தியா இப்ப தானே உனக்கு எல்லா பிரச்சனையும் நீ நீ எழுந்து கொண்டவன்றவன் யாரு அதை நீ வந்து சரியா விசாரிக்கல அது மனம் அதுக்கு என்ன ஷேப் இருக்கு அது என்னவாக உன்கிட்ட இருக்கு அப்படின்னு பாக்குறதுதானே வந்து நீ கடவுளை தேடுறதா கூட இருக்க முடியும் ஒரு வயசான காலத்துல சாக ஒரு மனிதனே வச்சுக்கோங்க அவரு கிளியரா வந்து ஆஸ்பத்திரில இருக்காரு அப்ப வந்து என்ன கொண்டலி நீ ப்ராக்டிஸ் கேக்குறேன் அவரு பக்கத்துல இருக்க போற விஷயம் என்ன யோகாவா எழுந்து பண்ண அந்த தீட்சை இல்லாம ஞாபகத்துக்கு வரப்போகுது அவர் உணர்ச்சி மயமா பயத்துல தானே இருக்க போறாரு அந்த பயத்தை முதல்ல ஆராயணும் இல்லை யாருக்கு இந்த பயம் யாருக்கு இந்த கடவுளை தேடல் யார் அந்த கடவுள் அதை தேடும் நான் யார் எங்கிட்ட இருந்து தானே அர்ஜினிட்டார் எல்லா கேள்விகளும் எல்லா சந்தேகங்களும் எல்லா குழப்பங்களுக்கும் நான் என்ற மனம் தானே காரணம் அந்த மனமே எங்கே அவள் போய் தேட அப்போ வந்து சாகர காலத்துல டெட்பெட்ல இருக்கிறவனுக்கு கூட வந்து அவன் இந்த நாள் வரைக்கும் எந்தெந்த ஆசிரமத்துக்கு எவ்வளோ ஆயிரங்களை வழங்கி என்ன நல்லா போனானோ அதுவான் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ண போகுது இது சாக மனுஷனுக்கு சொல்றேன் சில பேருக்கு ஏதோ ஒரு காலமா ஆக்சிடென்ட் ஈசிடென்ட் கூட ஆகி படுத்துட்டு இருப்பாங்க படுத்துட்டு வந்து ஹெல்ப் பண்ண போகுது எப்பவுமே ஹெல்ப் பண்ணக்கூடியது என்னவா இருக்க முடியும் ஆன்மீகம்ன்றது ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயமா தான் முடியும் கரெக்டா தான் சம்பந்தப்பட்ட விஷயமா தான் முடியும் தன்னுடைய உணர்ச்சிகள் தன்னுடைய எண்ணங்கள் தன்னுடைய எதிர்பார்ப்புகளா இருக்கு தன்னுடைய மூன்று காலங்களா இருக்கு நான் வந்து இருபது வயசுல இருந்து ட்ரை பண்றேன் நான் வந்து ஆறு மாசமா கேட்கிறேன் சத்சங்கம் அப்படி இப்படின்னு சொல்றதெல்லாம் என்ன காலமா நீ எங்க இருக்க உள்ள காலமா நீ வந்து ஒரு கட் ஆஃப் டேட் போட்டு ஆறு மாசமா நான் இறைவனை தேடிட்டு இருக்கேன் இருபது வயசுல இருந்து இறைவனை தேடிட்டு இருக்கேன் நாற்பது வருஷமா தேடுறேன் பத்து வருஷமா தேடுறேன் அஞ்சு வருஷமா தேடுறேன் எனக்குள்ள நான் இது பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்றதெல்லாம் உள்ளுக்குள்ள காலம் இருக்கா அப்படின்னு எல்லாம் அந்த சயின்ஸ் விளக்கப்படணும்ல நேரடியா விளக்கி அதையும் வந்து இமிடியா வந்து சர்வ ஒரு நிலையா அங்க இருக்கிறத அடையப்பட வேண்டியது எங்கேயோ வெளியில ஆகாசத்துல கிடையாது ஏதோ ஒரு கோவில்ல போய் நம்ம உடம்ப ஓடுறது கிடையாது அந்த காலத்துலாம் என்ன நம்பிக்கை இருந்தது காசில போய் உடம்ப உயிரை விட்டா மோட்சம் கிடைக்கும் முக்தி கிடைக்கும் இப்போ கூட கும்பமேளாக்கெல்லாம் லட்சோப லட்சம் மக்கள் போறாங்க ஏன் போறாங்க அங்க போய் உயிர் பூச்சினா கூட அங்க முண்டி அடிச்சுக்கிட்டு போறாங்க அப்படின்னா என்ன இப்போ இந்த நாள் வரைக்கும் நடந்த ஆன்மீகம் என்ன பண்ணிடுச்சு எல்லாரையும் உடம்பா நினைக்க வச்சிருச்சு என்னுடைய இந்த உயிரை பாதுகாத்துக்கும் இதுதான் வந்து இது படத்தின் மூலமா பாதுகாத்துக்கும் அப்புறம் விஞ்ஞான உண்மைகள் எல்லாம் அந்த அந்த சைடு விஞ்ஞானம் போட்டு பயமுறுத்துது புரியுதுங்களா நீ இதை வச்சிருந்தாதான் உனக்கு நல்லது புரியுதா ஒரு பிபி மிஷினை வச்சுக்கோ ஒரு சுகர் மிஷினை ஒண்ணு வச்சுக்கோ இந்த மாத்திரையை வச்சுக்கோ இந்த ஸ்ட்ரிப்பை வச்சுக்கோ அப்படின்னு அந்த உடல் உயிரை இன்னும் பயத்தை கூட்டுபோவைகளாக இருக்கின்றன புரியுதா பயம் கூட இருந்துட்டே இருக்கு அதுக்கு நடுவில் நெருக்கி அடிச்சுக்கிட்டு என்னமோ ஆன்மீகம் புரியுதா அப்படி எப்படி இருக்க முடியும் ஆன்மீகம் சகஜமா இல்ல ரொம்ப சர்வசகமா சர்வசகமான நில ஒரே நில தான் இந்த பிரபஞ்சத்தில் எங்க தேடினாலும் அது நீங்க வடதுருவம் தென்துருவத்தில் கூட போய் செட்டில் ஆறீங்க மார்கிலேயே வச்சுங்க அங்க போய் தூங்கணும்ல மாரிக்கு போனா கூட தூங்கணும் அந்த இடத்துல பொச்சுன்னு இருக்குப்ப நீ இல்லாத இடத்தில் இறைவன் இருக்கான் நீ தான் இடையூறு அந்த நீன்னு சொல்லப்படுற நான விசாரிக்க வேண்டியதுதான் தலையாய கடமை ஒவ்வொருத்தருடைய இந்த உயிர் உயிருக்கு பயம் தான் உயிர் பயம்தான் அல்டிமேட் ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு இளம் தாய் என்ன எதிர்பார்க்கிறா எதுக்கு கொண்டு ரெண்டு வயசு குழந்தையை தன்கிட்டேந்து பிரிச்சு கொண்டு போய் ஒரு பிளேஸ்க்குள்ளேயே போய் போடுறா அவன் என்ன நினைக்கிறான் அதுக்கு வந்து இப்போத்துலேருந்தே இந்த உலகத்துல அதுக்கு பொட்டி போட வச்சு அது போட்டி போடுற திறமையை இப்பவே கொண்டு வந்துடணும் ஏன் போட்டி போடுறவன் யாரு அப்படின்னு யாரும் பார்க்க வைக்கல புரியுதுங்களா அதை பார்க்க வச்சவர் வந்து ரமண மகிஷி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறுக்கு அப்புறம் தான் இது நடந்தது அவர் என்னைக்கு உணர்ந்தாரோ அன்னைக்கே வந்து எல்லா பிரபஞ்சத்தினுடைய ஆணி இருக்கிற இந்த உயிரை பத்திய ரகசியம் பிரபஞ்சத்தை பத்திய ரகசியம் உங்க உயிரை தவிர்த்து பிரபஞ்சத்துக்கு ரகசியமே இல்லை பொருமா உங்க ரகசியத்துல பிரபஞ்சத்தினோட ரகசியம் இருக்கு இந்த சூரியனா காலங்காத்தால ஆறு மணிக்கு சூரியோதயம் இன்னைக்கு அஸ்தமனம் ஆறே முக்கால் மணிக்கு அப்படின்னு சொல்லப்படுற பிரபஞ்சத்துல இருக்கிற பௌதீக விஞ்ஞான உண்மைகள் எல்லாமுமே நீங்கன்னு சொல்லப்படுற இந்த அஞ்சு கோஷங்கள் புரியுதுங்களா அதுல வெளியில தோல் போட்டு மூடி இருக்கிறது வந்து அன்னமய கோஷம் அதை வந்து நம்ம நானு நானும் சொல்லிட்டு அந்த நானு நானுன்னு அன்னமய கோஷத்துக்கு தள்ளினவங்களே வழி தெரியாம ஆன்மீக வழி காமிச்சவங்க நம்மள உடம்பா மாத்தி கூட்டத்துல நெருக்கடியில மாட்ட வச்சு புரியுதா ஆன்மீகத்து கூட கூட்டமான கூட்டத்துல போய் நம்ம இது பண்ணணும் புரியுதுங்களா அந்த இடத்த போய் தொட்டுனோம் ஒரே ஒரு ஜனவரி பஸ்ட்னா திருப்பதி கோவில் அத்தனை உலகமாக கூட்டம் வந்துடும் சாதாரண நாட்கள்ல ஒரு லட்சம் பேர் பாக்குறாங்கன்னா அஞ்சு லட்சம் பேர் பார்ப்பாங்க எப்படி பார்க்க முடியும் நெருக்கடி வந்து தானே தெரியும் அதுக்கேற்ற பயமும் கூட இருந்துகிட்டே இருக்கும்ல ஒவ்வொருத்தருக்கும் அதே பயம்தான் கரெக்டா எனக்கு தரிசனம் கிடைச்சிருமா பணமே இல்லாம கியூல முப்பத்தா எழுபத்தி மணி நேரமா அன்னைக்கு வந்து சேருவான் கரெக்டா அந்த கூண்ட திறந்து விட்டு சோ அங்க என்னவோ இருக்கு அப்படின்னு ஆன்மீகத்தை ஃபர்ஸ்ட் நீ தொடுபவனாக மாத்தினது கரெக்டா எதிரிட்டு காண்பவனாக மாத்தினது எட்டு ஏதோ புனிதம் பெறுபவனாக சாதகம் கூட உடம்புல பண்றதுக்கு ஒண்ணுமில்லை நீயே யார் அதுதான் சாதகமே அதுக்கும் விட வந்து இது மாதிரி கிடையாது ஒரு நீங்க குண்டலி நீ பண்ணணும்னா ஆறு ஆதார சக்கரங்கள் எங்கெங்க இருக்குதுங்களா சித்தர் பாடல்கள் நீங்கள் படிச்சிங்கன்னா கூட அவர் அந்த காலத்தில் அந்த இது லைட்டை கண்டுபிடிக்க முடியாத காலத்தில் மின்சாரத்தை கண்டுபிடிக்காத காலத்தில் அவர் கொகைக்குள்ளேயும் இதுக்குள்ளேயும் காடுகள்லையும் சுற்றி தெரிஞ்சவர் வந்து உள் பொருட்களை பற்றி நேரம் எழுதியிருக்காரு அது அந்த காலத்துக்கு இது இந்த காலத்துக்கு வந்து மொபைலில் நீங்கள் அமெரிக்காவோட பேசலாம் எப்போ வேணாலும் இப்போ நீங்களே சொன்னீங்க உங்கள் உறவு இலவத்தர் வந்து இருக்கார் விஞான உண்மைகள்லாம் வந்துடுச்சு இன்னும் என்ன எங்க மர்மம் இருக்கு புரியுதா இதுக்கு மேல என்ன மர்மம் இருக்க முடியும் அந்த மர்மத்துக்கு எப்படி நீ வந்து சிங்கமாக வந்து பணத்தை கலெக்ட் பண்ணி ஒரு ஆசிரம கட்டி உனக்கு மத்தம் இது இந்த கோர்ஸ் இந்த லெவல்ல நீ இருக்க எந்த லெவல் எல்லாருக்கும் ஒரே தான் எல்லாருக்கும் ஒரே ஊடகம் தான் எல்லாருக்கும் எண்ணங்கள் தான் ஊடகம் கரெக்டா எல்லாருக்கும் உணர்ச்சிகள் தான் ஊடகம் உன்னை தேடிக்கிட்டு வந்தவன் தனியா சொல்லி கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது எல்லாம் பொதுவில விரிக்கப்படணும் விஞ்ஞான உண்மைகள் பொதுவில இருக்குல்ல ஒரு எலக்ட்ரிசிட்டி எப்படி ஒர்க் ஒர்க் விஞ்ஞான உண்மைகள் கண்டுபிடிச்ச உடனே இதை போட்டாச்சு இல்லை உலகத்துக்கு அதுலேருந்து இன்னைக்கு வந்து எலக்ட்ரானிக் சிப்பு வரைக்கும் கரண்ட்டை கொண்டு வராங்க இங்கேயோ இருக்கிற மார்சில் போயிட்டு இருக்கிற லேண்ட் ரோவர் ரோபோட்டுக்கு அந்த சோலார் பேனல்ஸ் இங்கேருந்து ஓப்பன் பண்ணுறாங்க அதாவது ஏதோ ஒரு ஃப்ரீக்குவன்சியில் ஓப்பன் பண்றாங்க இல்லை எந்த கனெக்ஷனும் இல்லை ஒயர் கனெக்ஷன் இல்லை ஒயர்லெஸ் தான் பட் ஒயர்லெஸ்ல கூட எவ்வளோ மில்லியன் மைல்ஸ் அவ்வளோ தௌசண்ட்ஸ் ஆஃப் மைல்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு பர்டிகுலர் பிரதேசத்தில் அதுவும் பூமியை போல எத்தனையோ மடங்குது பெருசு அந்த இடத்துல அந்த சோலார் பேனல்ஸ் ஓபன் பண்றதுன்னா எவ்வளவு துல்லியமான சயின்ஸ் அங்க இருக்கு அதை விட துல்லியமானி அதை இன்னி வரைக்கும் சொல்வார் ஆக நம்ம என்ன சொல்றோம் எங்கயும் இல்லப்ப அந்நியமாவே இல்லை எல்லாம் நமக்குள்ளதா இருக்கு வெளியில ஆன்மீகம் கிடையாது வெளியில லௌகிகம் இருக்கு புரியுதா அந்த லௌகிகத்தை கூட நீ ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சொல்லப்படுற உண்மையான நான் என்னன்னு நீ பாத்துட்டேன்னா உண்மையான நான்கு நீ எங்க போயிரு காடு மலை ஏறி இறங்க வேண்டாம் ஆழ்ந்த வர்க்கம் ஆழ்ந்த வர்க்கத்துல உன்னுடைய தனித்த எண்ணங்கள் தனித்த உணர்ச்சிகள் தனித்த எதுவுமே ஒரு பொது விருப்பு பேரிருப்பு அங்க ஒரு உணர்வு மையம் இருக்கு அது காலத்தால் உண்டாக்கப்பட்டது இல்லை மனம்ன்றது காலத்தால் தன்னையும் வெளிக்கொண்டு வருகிறது புரியுதா ஒரு குழந்த ஒரு குழந்த வந்து பிறக்குது ஒரு டேட்டில் பிறக்குது இந்த பூமியில் அப்படின்னா ஸ்தூல வடிவம் அந்த டேட்டில் பிறக்குது ஆனால் அது கன்சீவ் ஆன நாள்லேருந்து சைக்கலாஜிக்கல் டைமாக உள்ள டிக்காட்டு இருக்கு அது கிட்ட புரிமா ஒரு செல்லு ஒரு விந்துவும் ஒரு கருமுட்டையும் கருவாக உருவாகிற அந்த தருணத்துலேருந்து அங்கே மனமும் வந்து டைம் டிக் ஆரம்பிக்குது புரியுதுங்களா காலமும் உருவாகுது ஏன்னா எல்லாம் எந்த ஒரு செல்லுக்குள்ளையும் கம்ப்ளீட்டா இந்த பிரபஞ்சத்தினுடைய அத்தனை பதிவுகளும் அங்க இருக்கு அதனால இங்க புத்தகங்கள்ல ஒன்னும் பிரயோஜனம் இல்லை வெளி சென்று எது கேட்பதுலயும் பிரயோஜனம் இல்லை யார் அடைஞ்சவங்கன்னு நான் நேரா சொல்லிடுவேன் ஃபர்ஸ்ட் வந்து வெளிச்செல்லுதுல வெளியில போய் என்னுடைய ஆன்மீகத்தின் என்னுடைய ஆன்மீகம் அங்க ஆரம்பிக்கிறது அந்த புத்தகத்துல ஆரம்பிக்கிறது இல்லாட்டி அந்த தளத்தில் ஆரம்பிக்கிறது இந்த ஆசிரமத்தில் ஆரம்பிக்க ஆரம்பிக்கிறது இந்த குரு சொல்ற உபதேசங்கள் தான் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீ போற தெரியுமா அந்த போறத நீ கம்ப்ளீட்டா நீ நிறுத்தி விரும்ப நிறுத்துறது புரியுதா உனக்கு வந்து அந்த அர்ஜு வரும்பொழுதே எங்கிட்ட இல்லாம எப்படியா அங்க இருக்க முடியும் அந்த நம்பிக்கைய நீ திருப்பி கொண்டு வந்தேனால இருபத்தஞ்சு பர்சன்ட் ஆன்மீகம் உங்ககிட்ட சக்ச சக்சீட் புரிய இருக்கோட்டி என்ன வெளியில கிடையாது அப்படின்னு வழக்கப்பட்டு பழக்கப்பட்டு உங்க குடும்பங்கள்ல எல்லா இடத்திலையும் உலகத்தில அட்வர்டை கொடுக்கப்பட்டு நடந்தது அங்க கிடையாது என்னிடம் இல்லாமல் இருக்காதுன்ற ஒரு நம்பிக்கையில நீ நின்றேன்னா இருபத்தஞ்சு பர்சன்ட் நீ ஆரம்பிச்சுட்ட ஆன்மீகம் முடிஞ்சாச்சு அடுத்த இருபத்தஞ்சு என்ன உள்ள திரும்பின நீ உன்கிட்ட எண்ணங்கள் எழுந்துக்கிற இடத்துல நீ ஆரம்பிக்கிற உணர்ச்சிகள் எழுபற இடத்துல நிக்க ஆரம்பிக்கிற பொறுமை காக்கிராய் போயாத பொறுமை காக்கிராய் புரியுதுங்களா என்ன என்ன வரட்டும் என்ன வேணா வரட்டும் நான் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேன் வாயால பேச மாட்டேன் புரியுதா இன்னொத்தருக்கு உபதேசம் பண்ண மாட்டேன் எனக்கு வர எண்ணம் அது எனக்குன்னே என்னவோ வருது எனக்குன்றது நானே கரெக்டா அந்த நானே தான் என்னுடைய உணர்ச்சி வந்து ஏதோ எண்ணமா வந்துகிட்டு இருக்கு ஸோ அந்த எண்ணுபவன் பின்னாடி நான் வெறுமனே நிற்கிறேன் பொறுமை காத்து நிற்கிறேன் இந்த வாழ்க்கையே எனக்கு சப்போஸ் நூறு வயசு போட்டிருக்கோம் அந்த நூறு வயசு கூட நான் இந்த எண்ணங்களோட கூட நின்று இந்த எண்ணுபவன் பின்னாடியே நான் நிக்கிறேன் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா உணர்ச்சிகளோட நிக்கிறேன் எந்த லெவலில் இருக்கீங்கன்றத அதுவே காமிச்சிடும் நீங்க உள்ள போறீங்கல்ல இந்த ட்ராவல் ஃபர்ஸ்ட் வெளியில் போறத நிறுத்திட்டீங்க எனக்கு வெளியில கிடையாதுவா இந்த ஆன்மீக மாத்திரம் எவனாலையும் சொல்லிக் கொடுக்க முடியாது அது உணரப்பட வேண்டிய விஷயம் அது காணப்பட வேண்டிய விஷயம் இல்லை கேட்கப்பட வேண்டிய விஷயம் இல்லை பதித்துக்கொள்ளப்பட வேண்டிய புத்தி மூலமாக கற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விஷயமே இல்லை வருமா தூக்கத்தை என்ன கத்துக்கிறீங்களா உட்காந்து சர்வ சகஜமா குழந்த கருவா இருக்கும் பொழுதே அங்க தூங்கிக்கிட்டே தான் இருக்கு இன்னும் புலன்கள் கூட உருவாகலை அந்த கருவான் அந்த செல் குவியல் இருக்கு இல்லையா அதுதானே அந்த சதபிண்டமா அந்த உயிரோட்டமாக இருக்கு அந்த உயிரோட்டத்துக்குள்ள எல்லாம் உள்ளுக்குள்ள அந்த உயிர்ப்பு வந்து அந்த ஸ்பார்க்கு தான் வந்து உண்மையான உயிர் உள்ளுக்குள்ள அந்த சதபிண்டத்தை துடிக்க வைக்கிற அந்த ஸ்பார்க் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் உண்மையான உயிர் ஒரு புல்லு நம்ம முன்னாடி நம்ம பார்க்குறோம் அந்த புல்லு பச்சை பசேர்ன்னு காற்றுல ஆடிக்கிட்டு இருக்குன்னா அந்த பச்சை பசேர் தன்மைக்குள்ள ஒளிந்திருக்கிற அந்த ஜோதி அந்த ஒளிவடிவான அறிவு வருமா அதை ஓயாமல் தூண்டி தூண்டி அந்த புல்லாக இருக்க வைத்து அந்த அறிவு அப்புறம் இந்த வெட்ட வழியாக தெரியுது பார்த்தீங்களா இந்த ஆகாசம் பூரா அறிவுமையும் நிரம்பி இருக்கு ஆனால் அதுக்கு வடிவம் கிடையாது புரிமா அந்த வெட்ட ஆகாசம் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு சக்தி கிடையாது ஏன்னா நம்ம எண்ணங்கள் வழியாக பார்க்கறோம் ஸோ தோன்றின அஞ்சு புலன் விஷயங்கள்லையும் அந்த ஜோதி இருந்துகிட்டு இருக்கு வெளியிலையும் உள்ளயும் இருக்கிற நானில் எண்ணங்களாக இருந்தாலும் சரி உணர்ச்சிகளா இருந்தாலும் சரி புத்தியில கவனங்களினுடைய ஓயாத ஆட்டங்களா இருந்தாலும் சரி எல்லாத்துலையும் இருப்பது மையத்தில் ஒரு ஒரு அறிவு ஜோதி ஒன்று இருந்துகிட்டு இருக்கு அறிவு ஒளி இருந்துக்கிட்டு இருக்கு அந்த அறிவு ஒளி பரம்பொருள் அதுதான் மேலான பொருள் அதை நோக்கிய பயணம் இப்போ முதல் இருபத்தஞ்சு பர்சன்ட்டு நீங்கள் வெளியில போறதை நிறுத்தின ஒன்றையே நடக்க ஆரம்பிச்சுடுது புரியுதுங்களா இப்போ அடுத்த இருபத்தஞ்சு உள்ள நீங்க நிக்கிறீங்க நீங்க எங்க நிக்கிறீங்க உங்க மனத்தோட இருங்க மனத்தை விட்டு திருப்பி வந்து வெளியில போற புத்தி வந்தா கூட அங்க இல்லப்பா அதை நம்பு நீங்க எதுவுமே இருக்காது இறைவன் கூட உங்ககிட்டதான் இருக்கணும் அப்படின்னு நம்பு நம்ப ஆரம்பி இல்லை நம்பிக்கை மயமா வாழ ஆரம்பி இது நாள் வரைக்கும் என்ன இது நாள் வரைக்கும் நம்ம வாழ்ந்த இது என்ன உணர்ச்சி மயமாக வாழ்ந்தோம் எண்ணங்கள் மோ எண்ணங்கள் எல்லாம் அதாவது ஏதானும் வந்து டிவியில ஏதாவது காட்சியா பார்த்துட்டா அது உண்மை நம்புவோம் அப்புறம் செய்தித்தாள்கள் போட்டோவோட கீழே வந்து டெக்ஸ்ட் ஓடிச்சுன்னா உண்மை நம்புவோம் கரெக்டா நிறைய பேர்னுடைய புஸ்தகங்கள் அவங்களுடைய எல்லாம் என்ன அவங்களுடைய மனத்தினுடைய புத்தியினுடைய அலசல்கள் எல்லாமுமே எல்லா ஆன்மீக புத்தகங்கள் கூட உலகத்துல உண்மையான ஆன்மீகத்தை வர பண்ணதே ஆன்மீக புத்தகங்கள் ஏன் அந்நியமா இருக்கு அதுக்குள்ளோத்தையும் இரு <Rescue rubles> வெளியில போறத நிறுத்தின ஒன்னையும் வந்துட்டான் அடுத்த இருபத்தஞ்சு பர்சன்ட் உள்ளுக்குள்ள வயாம நிற்றல் திரும்பி பார்த்தல் புரியுதா நின்ற இடத்துல திரும்பி பார்த்தல் உள் பக்கமாக உள் பக்கமாக புரியுதா அதுதான் அந்த உள்ளேயே கடற்கறதுதான் வந்து உண்மையான ஆன்மீகம் புரியுதா அதாவது என்ன உள்ள யாருப்போ நான் தான் கரெக்டா நான் என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில் அவைகளை கடந்தால் புரிய தெரிய உங்களுடைய ஒரு கொள்ளு எப்ப பரப்பான் உங்களுடைய பேரனு கல்யாணம் ஆகி உங்களுடைய பேத்தி கல்யாணம் ஆகி அவளுக்கு போறதுக்குற போகிற பையன் யார் என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது புரியுதா உங்க பேரனுக்கோ பேத்திக்கோ யார் வாய்க்க போறாங்க மாப்பிள்ளது கூட உங்களுக்கு தெரியாது எல்லாம் எங்க இருக்கு எல்லா மெசேஜஸ் எல்லா இடத்துலையும் நம்ம உடம்பு சம்மந்தப்பட்டதும் மெசேஜஸ்ஸ உடம்புக்கு உடம்பா இருக்கிற அஞ்சு கோஷங்களா இருக்கிற மனோமய கோஷம் பிராணமய கோஷம் எல்லாமுமே மெசேஜஸ் எல்லாமே பதிவுகள் இங்கே உண்மை இல்லை அதனால்தான் உள்ள கடைன்றதுதான் தமிழ்நாட்டினுடைய அற்புதமான ஒரு சொல் இந்த சொல் வந்து உலகத்துல எங்கேயுமே பயன்படுத்தப்படல இங்கிலீஷ்ல சொன்னா காடுன்னு சொல்லுவாங்க வேற எங்கேயாவது சொன்னா தேவரும் ஒரு ஒரு லாங்குவேஜ்ல இன்னொரு லாங்குவேஜ்ல வேணும்னு சொல்லுவாங்க இப்படி எல்லாம் சொல்லுவாங்களே தவிர தமிழ்ல வந்த அற்புதமான அந்த வார்த்தை வந்து ஒரே உபதேசம் இதுதான் இதை வந்து ஒருத்தர் வந்து பல பேர் அவர்கிட்ட கேட்கும் பொழுது ஒரு செய்யுள்ள சொல்லியிருக்காரு நேர கடவுள்னா என்ன அப்படின்றத பகவான் ரமண முல்லியிருக்காரு அந்த செய்வில பாத்துருவோம் சரிங்களா உள்ளது நாற்பதுல ம் பாட்டு வந்து இரவுதுங்க உள்ளது நாற்பது பகவானுடைய புத்தகம் இதை எப்போ வாங்கி வச்சுங்க இது ஒன்று போறோங்க இது ஒரு புஸ்தகம் போகிறோம் ரமண நூற்றி ரெட்டுன்னு பேர் இருக்கு புரியுதுங்களா ஸ்ரீ ரமண நூற்றி ரெட்டு அவரே எழுதி இது பண்ணது சரி இப்பவே ஏற்பட்ட உண்மைகளை அவர் கொடுத்தவர் வந்து அவரால் கொடுக்க கொடுக்குற அளவுக்கு தான் இருந்தது புரியுதுங்களா அதை வந்து விவரித்து இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் வார்த்தைக்கு வார்த்தை எழுத்துக்கு எழுத்து வந்து என்ன உள்ளே இருக்குது சயின்ஸ் சயின்ஸு சயின்ஸு சயின்ஸு சயின்ஸ் சயின்ஸ் அவரும் சயின்ஸுன்னு தான் கொடுத்துருக்காரு நானும் சயின்ஸாக தான் உணர்ந்துருக்கேன் எல்லாத்தையும் நேரடியாக நான் பார்த்துட்டுருக்கிறதான் நான் ஓயாமல் மிஸ் பண்ணிவிடக்கூடாது யாரும் எதுவும் இங்கே விட்டுவிடக்கூடாது கோட்டை விட்டுடக்கூடாது எங்கேயும் ஒரு தொழில்லாமல் இந்த ஆன்மீகம் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு அவர் எழுதி கொடுத்துட்டாரு எனக்கு வந்து அவருடைய கொடுத்துட்டாரு நான் என்ன பண்றேன்னா பார்முல்லாம் டீகோட் பண்ணி டீகோட் பண்ணி நம்மளுடைய இன்றைய விஞ்ஞான உண்மைகள் என்ன இருக்கு அது அதெல்லாம் கூட ரொம்ப தூரத்துல நிக்க என்னைக்குமே உணர முடியாது சப்போஸ் ரெண்டாவது ரெண்டு கோடி வருஷம் ஆயிடுச்சு வச்சுங்க இதே பூமிக்கு அன்னைக்கும் நம்ம பிறக்கிறோங்க ஏதோ ஒரு உடல்ல புறக்கிறோங்க அன்னைக்கு வந்து என்ன விதமா இருக்கு போது ஆன்மீகம் புரியுதுங்களா ஏன்னா அது வந்து வெளியிலதான் அனுப்புது எழுந்துட்டவன வெளியிலதான் தேட வைக்குது விழிப்பொருட்களை பத்தி தான் பேச போகுது புரியுதுங்களா அன்னைக்கு வந்து நம்ம போன நம்ம புறக்கணும் வச்சுக்கணும் இதே பூமியில ரெண்டு கோடி வருஷம் கழிச்சு ஒருவேளை மார்சல்ல உட்காந்துட்டு இருப்போம் புரியுதுங்களா அங்கே ஏதான ஒரு ஸ்பேஸ் சூட்டிலேயே நம்மள உடனே இது பண்ணி அப்படிதான் அப்போ மூன்று நிலைகள் இருக்கணும் எது விழிப்பு நிலை இருக்கும் கனவு நிலை இருக்கும் உறக்க நிலை இருக்கும் பிறப்பு இருக்கும் பிறப்பு இருந்தனால இறப்பு இருக்குன்னு அர்த்தம் இல்ல ஸோ ரெண்டும் இன்சப்பரபிள் எல்லாம் நடக்கிறது மனத்துல சூக்ஷமான சாப்ட்வேர்ல நடக்கிறது மனத்துல ஆன்மபொருளை நடத்த வைக்கிறதுக்கு போய் விஷயத்த ரெண்டு கோடி வருஷம் ஆனா கூட எந்த விஞ்ஞானமும் சொல்ல போறது இல்ல ஏன்னா இன்னைக்கே வந்து எந்த விஞ்ஞானமும் உங்களுடைய எண்ணம் என்னன்னு சொல்லல ஆஹ் எப்பேற்பட்ட ஒரு பெரிய இந்த உலகத்துக்கே இவர மாதிரி இனிமே வராது இவர் அப்பேற்பட்ட அரசனா இருந்தார் இவர் சாக அந்த தருணத்துல அதாவது எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் இருக்காங்க வச்சுக்கோ இன்றைய எக்ஸ்பர்ட் டாக்டர் ஐயா அவருடைய எண்ணம் அப்படியே இந்த பார்முலா எல்லாம் கண்டுபிடிச்சு அப்படியே கிரகிச்சு வாங்கி மக்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் நல்லது ரிலீஃப் பண்ணும் பெயர் பட்ட இவர் அவரு அவர்கிட்ட இருந்து வாங்குங்கன்னா அவருடைய எண்ணத்தை கண்டுபிடிக்க முடியாது கரெக்டா அது நடக்கிறது வேற ஏரியா வாழ்ந்துட்டு இருக்கும்போதே நல்லா வாழ்ந்துட்டு இருக்கும்போதே அந்த ஏரியாவை கண்டுபிடிக்க முடியாது அவன் அவங்கதான் உள்ள நிக்கடும் அதனாலதான் ஆன்மீகம் தேடம வந்து வெளியில அப்பழு கற்றுதான் இருக்க வேண்டியது உங்க புத்தி உங்க மனம் புரியுதா கண்ட குப்பை அங்க போடக்கூடாது எல்லா இடத்துலயும் குப்பைங்க ஜங்க் வெளிய பத்தி தான் பேசுவாங்க பேச சொல்லுங்க என்ன பண்ணுங்க நான் நான் பத்தி பேசுங்க எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம் ஆன்மீகமே வேண்டாம் நான் உங்ககிட்ட இருந்து எந்த பிரசாதமும் வாங்கிக்க போறதில்லை எந்த தீட்சியும் வாங்கிக்க போறதில்லை எந்த மந்திரமும் வேண்டாம் எந்த உடம்புக்கு உண்டான பிராணாயமா வேண்டாம் பிராணாயமா யோகா மீதி ஜாகிங் போறது உடம்பை பார்த்துக்கிறது எல்லாம் உங்களுடைய அஃபேர் அது வந்து யாரும் கத்துக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை உள் விஷயம் சொன்னா உள் என்னுடைய உள் விஷயம் பொதுவா இருக்கிற உள் விஷயமான நான பத்தி பேசு அப்படி இருந்தா போங்கோ நான் போக வேண்டாம்னு சொல்ல எங்க போங்க யாரு வேணா கேளுங்க ஆனா அவங்க இத பத்தி தான் பேசணும் உணர்ச்சிகளை பத்தி பேசணும் எண்ணங்களை பத்தி பேசணும் ஏன்னா ஒரு தனிமனிதன்றவன் அதுதான் அங்கிருந்துதான் அவன் அங்கதான் வாழறான் அங்கதான் சாக அவைகள் இல்லாமல் சாவதை அவன் கண்டு பயந்து நடுங்குகிறான் புரியுதா என்னுடைய நான்களெல்லாம் போக போகுது அதுதான் எல்லாருடைய பயமோ அதுவே என்ன அப்படின்னா கடவுள்ன்றவர் யாரு இதுக்கெல்லாம் விட நேர திரையணும்ல அதனாலதான் என்ன சொல்ற அப்படி சொல்றவங்க கிட்ட போங்க அப்படி சொல்ல சொல்றதுக்கு இங்க யாரும் இல்லை சொல்லுவது இல்லை இன்னை தேதி வரைக்கும் உண்மை என்ன ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறுல வந்து கொடுத்துட்டு போனாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் இருந்து வாழ்ந்து பேச முடியாத அளவுக்கு சக்தி இல்லாத அளவுக்கு செயல்களாக சூத்திரங்களாக அங்க நடப்பது என்ன அப்படின்னு இந்த உலகத்துல சொன்னவன் யாரும் கிடையாதுங்க இப்ப நம்ம பார்க்க வர கூட அதுதாங்க அப்படியே இந்த உள்ளது நாற்பது மத்தனும் இல்ல மொத்த ரமண மகிழ்ச்சிய அவர் எழுதினத தினம் நான் சசங்க எடுத்தேன்னா கூட என் ஆயுள் பூரா சொல்லிட்டு இருப்பேன் ஏன்னா அவ்வளவு பெரிய ரகசியங்களும் எதுவும் இந்த உலகத்துக்கு அறிவிக்கப்பட வேண்டியதே அவ்வளவு அப்படி நின்ந்தாலே போறோம் அப்புறம் சாதகம் வந்து ஒண்ணுமே இல்லாத விஷயம் என்ன தூக்கம்பாலும் சும்மா இருக்கணும் அது ஓயாமேவே இருக்கணும் இருபத்தி மணி நேரம் இருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் எந்த எண்ணம் வந்தாலும் சரி யாரை பத்தி வந்தாலும் சரி அந்த எண்ணுக்கு பின்னாடி என்னமோ யாரையோ பற்றி இவ்வளோ பேசின்னு இருக்கே உள்ள நினைச்சுட்டு இருக்கே அப்படின்னு பார்க்கணும் அவ்வளோதான் அது கூட கமெண்ட்லெஸாவே புரியுதா அது நினைச்சிருந்தா கூட அந்த புத்தி போகிற போக்க பார்க்கணும் அந்த இன ஓட்டம் போகிற பார்க்கணும் போற போக்க பார்க்கணும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் உணர்ச்சி போற போக்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதனால நில தடுமாறுறதெல்லாம் பார்க்கணும் ஒரு உணர்ச்சியில் நம்ம நில தடுமாறினோன்னா எண்ணங்கள் நிறையா வரப்போகுது பயம் நிறைய வரப்போகுது கரெக்டா இல்லையா நம்மளே நம்ம வருந்துவோம் திருப்பி வருந்து பார்க்கணும் எப்படி பார்த்தாலும் ஆட்டம் வந்து வெளியில போக கூடாது அப்ப நீங்க என்ன பண்றீங்க ஐம்பது வந்து ஆன்மீகத்துக்கு வந்தாச்சுங்க அதுதான் பண்ணணும் குரு சந்நிதியும் சசங்க வந்து இந்த ஐம்பது வந்து நீங்க சசங்க கேட்டுக்கிட்டே இருங்க உங்களால வர முடியாட்டி கூட பரவாயில்ல ஆனால் அந்த ஐம்பது பர்சன்ட் ஐம்பது அந்த ஐம்பது பர்சன்டே அந்த சச்சங்க பலமே என்ன பண்ணும் உங்களால் வர முடியாமல் தெம்பு இல்லாமல் இருக்கலாம் பணம் இல்லாமல் இருக்கலாம் பலவிதமான வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம் எங்கேயும் இருக்கலாம் தூரத்தில் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சச்சங்கங்கள் வந்துகிட்டே இருக்கும் போது அதை கேட்டுக்கிட்டே அந்த ஐம்பது பர்சன்ட் அது வந்து கரைக்கும் அந்த பொய்களை கரைக்கும் இந்த ஐம்பது பர்சன்ட் உள்ள வரீங்க இருபத்தஞ்சி சொல்றதெல்லாம் என்ன பொய் நான்களை வந்து தகர்த்து எரிக்கிறீங்க தகர்க்கறிங்களை பாத்துருவோம் இருபதாவது செயல் உள்ளது காணும் தனை விட்டு தான் கடவுளை காணல் காணும் மனோமயமாம் காட்சி காணுமவன் தான் கடவுள் கண்டா நாம் தன் முதலை தான் முதல் போய் தான் கடவுள் அன்றியிலதால் அதாவது இங்க எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றவன் எல்லார்கிட்டையும் சதா இருந்துகிட்டே இருக்கு கரெக்டா நம்ம உள்ளுக்குள்ள வந்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எதையாவது வந்து டிவியில டிவிக்கு எதிர்க்க உட்காராம வெள்ளிலேருந்து கேட்டிருந்தீங்கன்னா கூட அந்த கேட்டல் கூட வந்து உள் மூலமாக காணுதல் கரெக்டா ஒரு பாட்டு கேட்டுருக்கீங்க வச்சுக்கோங்க ஒரு ஒரு ஏதோ ஒரு ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு கண்டினியூஸா பாக்குறவர் நீங்கள் ஆனால் அந்த சமயத்துல ஏதோ வேலை வந்து பக்கத்துலவும் போறீங்க அப்போ கூட மனத்து மூலமா காது மூலமா அதை கேட்டுக்கிட்டு இருப்பீங்க அந்த பாட்டை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறது கூட பார்த்தல் கரெக்டா இந்த மாதிரி உள்ள பார்த்தலும் உள்ள பார்த்தலும் பார்த்தல் கேட்டலும் பார்த்தல் சுவைத்தலும் பார்த்தல் எல்லாம் மனோமயமா இருக்கிற ஒரு கண்ணு மூலமா உள்ளுக்குள்ள எல்லாமுமே வந்து நம்ம வந்து ஒயாம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அதுல வந்து கேட்டல் நடக்குது ருசித்தல் நடக்குது தொடுதல் நடக்குது எண்ணுதல் நடக்குது விரட்டி உறுதல் நடக்குது விரும்புதல் நடக்குது எதிர்பார்த்தல் நடக்குது என்னென்னவோ நடக்குது அனைத்துமே வந்து இதுதான மனம் இது ஸோ இந்துக்கு வந்து மூலம் என்ன காண்பவன் அதுலதான் ஆரம்பிக்கிறார் பாட்டை காணும் தனை விட்டு தான் கடவுளை காணல் அனைத்தையும் காண்பவனாகிய தன்னை யார் என்று காண்பதை விட்டு விட்டு எதையாவது சத்தத்தை கூட நம்ம உணர்றோம் கரெக்டுங்களா மனக்கண்டு மூலமா உணர்றோம் திடீர்னு நினைச்சுக்கிறோம் ஒரு ஒரு வாரம் முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சியை அன்னைக்கு ரொம்ப நல்லா பாடினாங்கல்ல அவங்க அப்படின்னுட்டு அது வந்து அந்த உணருதல் என்ன காணுதல் புரியுதுங்களா அந்த நிகழ்ச்சியை நினைவு கூறி மனத்துக்குள்ளே கொண்டு வந்து ரொம்ப அற்புதமாக அந்த பாட்டை பாடி இருந்தார் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம் இந்த மாதிரி ஏதோ ஒரு மைய புள்ளியில உள்ளுக்குள்ள அறிவு மையமாக நினைத்தல் கடந்த காலத்தை திரும்பவும் கொண்டு வந்து ரீப்ளே பண்ணி அலைவா அங்க பார்த்துட்டு இருக்கோம் அப்படி பார்ப்பவன் யாருன்றதை பார்க்கதை விட்டுட்டு பொறுமா அப்படி வையாமல் மனக்கண்ணாக புத்தண்ணாக இந்த கண்ணுக்குரியட்சி போயிடும்ர உட்காந்துட்டு இருப்பீங்க கொஞ்ச நேரம் வந்து அப்படியே வெளியில பாத்துக்கிட்டே வரீங்க வச்சுங்க திடீர்னு உங்களுக்கு யோசனை ஏதாவது வந்ததுன்னா உடனே நாகும் அந்த உலகத்தை விட்டு நீங்க உள் உலகத்துக்கு வந்துருவீங்க மன உலகத்துக்கு வந்துருவீங்க இப்படி வந்து எல்லாமுமே மன உலகம் இந்த மனக்கண்ணாக காண்பவன் எமன் அப்படின்னு பாக்கிறது தான் இங்க முக்கியமே தவிர அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பாட்டிய சரிமா காணும் தனை விட்டு தான் கடவுளை காணல் தனது மனோமயமான கற்பனையின் உருவ காட்சியை அதாவது காணும் தனை விட்டு தான் கடவுளை காணல் இப்ப வந்து இப்படி வந்து நான் ஏதோ பராக்க பார்த்துக்கிட்டே அப்படியே இருக்கும் பொழுதே வந்து ஏதோ ஒரு ஆன்மீக சொற்பொழிவு ஏதோ கேட்டிருப்பீங்க அவர் ஏதோ சொன்னது ஞாபகம் ஓ கடவுளை பத்தி ஏதோ சொல்லியிருப்பாரு அவரு அவர் சொன்னது ஜாமு அவரை பத்தி உடனே அவரை வந்து எதிரிட்டு புரியுதா அவரும் எதிரிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு இங்க உலகத்துல சொல்றவங்க எல்லாருமே உணர்ந்தவர்கள் அல்ல ஆனா உலகம் என்ன பாவம் பாமர மனுஷன் என்ன பண்றான் எல்லாருமே பாமர மனிதர்கள் உள் விஷயம் தெரியாதவர்கள் எல்லாருமே பாவங்க அவங்கள வந்து நல்லா சவாரி பண்ணும் பொய் ஆன்மீகம் நடத்துறவங்க அத்தனை பேரும் சவாரி சுத்தி சுத்தி அடிப்பாங்க ஏன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்ப என்ன பண்ணுவாங்க இந்த மந்திரத்துக்குள்ள இருக்கு இந்த ஒரு தாயத்துல இருக்கு இந்த ஸ்லோகங்கள்ல இருக்கு இந்த மாதிரியான உடல் இருக்கு இந்த மாதிரியா கண்ணை மூடிக்கிட்டு உள்ளுக்குள்ள நீங்க எப்படி கண்ணை மூடிக்கிட்டு என்னது எதுக்குள்ள இருக்கணும்ன்றத கூட அவர் வந்து உள்ள வந்து சொல்ற அளவுக்கு வந்து நம்ம புத்தி அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்கறோம் கொடுத்த கெட்டு போச்சு உள்ள அந்த இது வந்து டிஸ்கெட்டு போச்சுன்னா அதை யாரும் பண்ண முடியும் இதனால எவ்வளவு டிவாஸ்டேட்டிங் எஃபெக்ட் எல்லாம் இருக்கு தெரியுமா ஒரு தனி மனம் வந்து ஆன்மீகம் தெரியாத ஒரு குரு கிட்ட போய் மாட்டிக்கிட்டா அவர் கெடுத்து குட்டிச்சர் ஏன்னா இங்க வந்து எல்லாமே அவரே வந்து அவருடைய மனத்துல வெளிப்பட்டுக்கிட்டு இருக்காரு அவர் வந்து மனத்தை கடந்த பொருளை அவர் பார்க்கல பார்த்து இந்த மாதிரி அவர் நடந்துக்கவே முடியாது வெளி இருக்கு இந்த மந்திரத்துல இருக்கு இந்த மாதிரியான ஸ்லோகங்கள்ல இருக்கு இந்த மாதிரியான தியான முறைகள் ஏதோ இருக்கு இந்த மாதிரியான மூச்சு பயிற்சியில இருக்கு இந்த மாதிரியான நெத்தி புட்டுல கபாலத்துக்குள்ள மண்டவத்துக்குள்ள உடம்புக்குள்ள உடம்புக்குள்ள ஆறு ஆதார சக்கரங்கள் மண்டவட்டுக்குள்ள ஏதோ ஒளி கொடுமை அப்பேற்பட்ட குரு எங்க போறார் அவரோட கோஷங்கள் வருகின்றன எண்ணங்கள் இங்கிருந்து வருகின்றன உணர்ச்சிகள் இங்கிருந்து வருகின்றன கவனம் இங்கிருந்து வருகிறது கவனம் ஏன் பிரிந்தது அகந்தையில புத்தியில கவனம் ஏன் பிரிந்தது அப்படின்னு எல்லாத்தனோட உண்மையும் தெரியுமே அப்படி தெரியாத நடுவிலேயே இவங்க வந்து அப்படியே அங்கேயே தேங்கி நின்றவர்கள் அதாவது வந்து இந்த யானையை பார்த்த பிறவி குருடர்கள் மாதிரி காதை பார்த்தேன் அவன் என்ன பண்ணிட்டான் மொரந்தான் யானைன்ட்டான் போருமா காலை மற்ற பிறவி குருடம் தொட்டுட்டு என்ன சொல்லிட்டான் தூண்டாம்ப யானை இதுதான் இப்ப நடக்கிற உபதேசம் நீங்க எல்லாம் கேட்க வேண்டியதே இதுதான் இதெல்லாம் வேண்டாம் எனக்கு கடவுளை பத்தி டிஸ்கிரிபன் அந்த புஸ்தகம் இருக்கு தமிழ்நாடு பூரா ரமணாசிரமம் அகில உலகம் பூரா இருக்கு அந்த மகான் வந்த பிறகு அந்த புத்தகங்கள் எல்லா இடத்திலையும் கிடைக்குது அந்த புசகத்துல நான் யா நான் என்ற பொருளை கூடு போட்டு வச்சிருக்காருங்க அதை பத்தி பேசுங்க எனக்கு கடவுள் எல்லாம் இது வந்து நிஜமான வழி புரியுதா ஏன் அப்படி சொல்றாருன்னா பகவான் இப்படி சொல்றாரு காணும் தனை விட்டு தான் கடவுளை காணல் காணும் மனோமயமாம் காட்சிதனை காணும் அவன் எல்லாமுமே நீங்க வெளியில பரா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க கண்ணு அப்ப வெளியில இருக்கு தடான் என்ன உள்ள இருக்கிற ஒரு நினைவு வந்து அங்க பாக்காத நேத்துக்கு வந்து இது நடந்தது இல்லை அத பத்திதான் முடிவு அப்படின்னு கவனமா வந்து என்ன பண்ணுது இருப்பது உங்களை புரியுதா அப்ப திசை உலகமே போயிடுது டக்குன்னு உள்ள கண்கள் மாறிக்கிட்டே இருக்கு புரியுதா மனக்கண்ணா மாறுது புத்தி கண்ணா மாறுது அகந்தை பாவ மாறுது கால மாறுது தேச மாறுது எங்கேயோ எல்லாம் டிராவல் பண்ணிட்டு வரோம் திடீர்னு பயங்கள்ல டிராவல் பண்றோம் இப்படி எல்லாமுமே கண்கள் இந்த கண்களுக்கு மூலமா இருக்கிறது வந்து மனம் அகந்தை இது அதனுடைய கற்பனை கூட்டங்கள் கற்பனை பதிவுகள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதை போய் கடவுள்னு சொல்றேன் அப்படின்னு எடுத்தெடுப்புலேயே அடிக்கிறாரு புரியுதுங்களா காணும் தனை விட்டு தான் கடவுளை காணல் காணும் மனோமயம் ஆம் தனது மனோமயமான கற்பனையின் உருவ காட்சியை காணுவதாகும் எல்லாமுமே சொல்லி கொடுக்கிற அந்த குருவும் வந்து அவருடைய மனத்துல அவருடைய கற்பனை காட்சியே அவரு கூட்டம் போட்டு தான் மயங்கி நிக்கிறாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க தான் வந்து தன்னுடைய மனோமய ஓ நம்ம அடைஞ்சிட்டோம் அடைஞ்சிட்டோம்னு நினைக்கிற ஒரு எண்ணம் அடைதல் கிடையாது அடைஞ்சிட்டோம்னு நினைக்கிற ஏதோ ஒரு உணர்ச்சி அடைதல் கிடையாது அடைஞ்சிட்டோம் ஓ கவனம்தான் இந்த உலகத்துக்கே பீக் கவனம் வந்து கவனம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அது ஆன்மீகம் கிடையாது கவனிப்பவன் யார் ஒரு நிமிஷம் புரியுதா ஆன்ம ஞானம்ன்றது கடவுளை காணல்றது என்ன ரமணம கிருஷிய கேட்டா நீங்கள் கடவுளை கண்டீர்களான்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவார்னா கடவுளை கண்டு கொண்டிருக்கின்றேன் கண்டுவிட்டேன் கண்டுகொண்டே இருப்பேன் மூன்று காலங்களையும் முதல் வரும் நான் சொன்ன மாதிரி அவர் ஃபர்ஸ்ட் வெளியே செல்லல உள்ள வந்து நின்று உள்ளே கடந்துட்டார் அந்த ஐம்பது அதனாலேயே அவருக்கு கடக்கப்பட்டு அந்த பொருள் சூழ்ந்து உலக காட்சி எப்படி பாக்குறோமோ நம்ம எல்லாம் புரியுதுங்களா அஞ்சு புலன்கள் வழியா நீங்கள் இருக்கிற இருப்பு இந்த சூழல் இந்த டைமு இந்த இடம் எல்லாம் எப்படி ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கோம் என்கிட்ட வந்து ஆன்ம பொருள்ன்றது வந்து இந்த உலகத்தினுடைய அஞ்சு புலன் நாட்டங்களை கடந்த அந்த இடத்துல அவங்க இருப்பாங்க அறுதியிட்ட உணர்வு மையம் அது அதுல இருந்து பேசினா இங்க பொய்க்கவே பொய்க்காது ஏன்னா இது பொய் பொய்யை பிரிச்சு காமிக்கிறது தான் இங்க ரொம்ப வேணும் இங்க புரியுதுங்களா அப்படி சொல்லிவிட்டா பொய்ய பிரிச்சு காமிக்கிறதுக்குதான் வேணும் புதுசா ஆன்மீகம் ஒண்ணுமே இல்லை ஆழ்ந்த உறக்கத்தை மிஞ்சிய ஆன்மீகம் கிடையாது எப்பே கோவில கட்டின எப்பே ஏற்பட்ட ராஜராஜ சோழன்ல இருந்து அவங்க கட்டாத கோவில்களா அரசர்கள் கட்டாத கோவில்களா தமிழ்நாட்டுல அதனால புதுசா நம்மளுக்கு எதுவும் காமிக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த உலகத்துல யாரும் புரியுதுங்களா வெளியில காமிக்க வேண்டிய அவசியமே இல்லை உள்ள அழிச்சுன்னு போறது இப்ப முக்கியம் ஏன்னா விஞ்ஞானம் வந்து தேசத்தை குறுக்கிடுச்சு அமெரிக்காவை உங்க உள்ளங்கை மொபைல் போன்ல கொண்டு வந்துடுச்சு புரியுதுங்களா காலத்தையும் குறுக்கிடுச்சு இன்ஸ்டண்டா நீங்க பேசலாம் ரியல் டைம்ல பேசலாம் ரியல் டைம்ல வாழலாம் அப்படின்னா ஆன்ம ஞானம் இதை விட ரயில் இந்த காலமே பொய் காலம் புரிமா எண்ணம் வந்து காலத்துல கட்டப்பட்டது ஆனா ஆன்ம உணர்வு வந்து காலத்தில் கட்டப்பட்டது அல்ல அதுக்கு அடிப்படையாக இருப்பது அதனாலதான் இவர் ரெண்ட எல்லாத்தையும் பிளாஸ் பண்றாரு எப்படி பிளாஸ் பண்றாரு எல்லாம் மனோமயமாம் காட்சிப்பா காண்பவன உங்ககிட்ட எல்லாத்தையும் காண்பவன அது எண்ணமா இருந்தா எண்ணத்தை காண்பவன் புரியுதுங்களா உணர்ச்சியா இருந்தா உணர்ச்சியை காண்பவன் அனுபவிப்பவன் என்னவெனா சொல்லுங்க அனுபவிப்பவன் சொல்லுங்க வாழ்பவன் சொல்லுங்க காணுபவன் சொல்லுங்க ஏவானோ ஒத்தா இருக்கான் இல்ல அவனுடைய உண்மை அவனோட உண்மைதான் உண்மை மீதி எல்லாம் என்ன மனோமயம் போருமா எல்லாம் பதிவுகள் இந்த மாதிரி நிறைய நடந்து போயாச்சு ஒரு காலத்துல புத்தர் காலத்துல நெருப்பை வந்து தெய்வமா வழிபட்டாங்க சூரியனை தெய்வமா வழிபட்டாங்க காத்த தெய்வமா வழிபட்டாங்க மன்ன தெய்வமா வழிபட்டாங்க ஆகாசத்து தெய்வமா வழிபட்டாங்க நீர தெய்வமா வழிபட்டாங்க இப்படின்னு விதவிதமான வழிபடுதல் பஞ்ச பூதங்கள்ல முடிஞ்சு போயாச்சு இங்க வந்து அப்படி கிடையாது உள் கடந்ததுதான் கடவுள் சரிங்களா மீது எல்லாம் மனோமயம் அப்படின்றார் அவர் உம் பகவான் காணும் காட்சி காட்சி காணுமவன் தான் முதல் போய் தான் இன்னவன் என்னும் அகங்காரமாகிய முதல் எண்ணம் அழிந்து போன அதாவது மூணாவது நில அது வருது காணும் தனை விட்டு தான் கடவுளை காணல் காணும் மனோமயமாம் காட்சிதனை காணுமவன் தான் கடவுள் கண்டானாம் தன் முதலை தான் முதல் போய் தான் கடவுள் அன்றி காணும் மனோமயமாம் காட்சி காட்சிதான் முதல் போய் தான் இன்னவன் என்னும் ஆங்காரமாகி முதல் என்ன அழிந்து போனவென்று தான் கடவுளின்றி ஆத்மாவாகிய தான் கடவுளை தவிர வேறொரு வசுவாக இல்லாததினால் தன் முதலை தனது அங்காரத்தின் மூலமாகிய தன் ஆத்மாவை காண்கின்ற அவன் ஒருவன்தான் கடவுளை உண்மையாக உள்ளபடி கண்டவனாவான் அதாவது என்ன பார்க்கிறவன் எல்லாவற்றையும் எந்தால் பார்க்கிறவன் வெளியில் காட்சியாக தெரிந்தாலும் பார்க்கின்றவன் வெளியில் ஒலியாக தெரிந்தாலும் கேட்கின்றவன் உள்ளே ஒலியாக என்னைக்கோ யாரோ நம்மளுக்கு புகழாரம் சொன்னது இல்லாட்டி எப்படிக்கோ கேட்ட பாடல் அதை உள்ளுக்குள்ள கேட்டு கேட்கின்றவன் இப்படின்னு அவனுடைய மூலம் ஏன்னா அந்த வன் வன் வன் வன்னு அத்தனை வண்ணுக்கு உள்ளே வந்து ஒரு மூலப்பொருள் இருக்கு அந்த மூலப்பொருள் சொச்சமா தான் தன் சுரூபமாகவே ஆழ்ந்த உரத்துல இருக்கு அதனாலதான் இங்க வந்து எல்லாம் ஒரு சுரூபம்னு போய் முடியுது எல்லாம் ஒரே சுரூபம் அதனோட தன்மை எப்படி இருக்கு அறிவு இருக்கு அறிவுனுடைய பேசுங்க அது மாதிரி அறிவு கிடையாது கேட்கின்ற அறிவு கிடையாது காணுகின்ற அறிவு கிடையாது சுமைக்கின்ற அறிவு கிடையாது எண்ணுகின்ற அறிவு கிடையாது ஒரு விஷயத்தை அலசுகின்ற அனாலிட்டிக்கல் அறிவு கிடையாது அப்புறம் புத்தியில் அப்படியே லேயர் லேயராக சேர்த்து இந்த ஸ்டெப்புக்கு கேட்குது இந்த ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்புக்கு கெடுத்தது இந்த ஸ்டெப்பு ஒரு பாட்டு பாடணும்னா கூட இப்படி இப்படி இப்படி ஆலாவணம் பண்ணணும்னு எல்லாம் எல்லாமே கற்று கற்றுக்கொள்ளப்படலாம் பட் இந்த கற்றுக்கொள்ளப்பட்ட அறிவுகளே கிடையாது எந்த சுத்தறிவுனுடைய எந்த இயக்கமும் மற்ற எல்லாமுமே மனம் வந்து பிரமிச்சு நிற்குது இதுல அந்த குரு குருன்னு சொல்றவங்க எல்லாம் பிரமிச்சு நின்றவங்க அவங்களுக்கு ஓ இதுதான் அல்டிமேட் முறைஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது அங்கே வந்து அவன் அதை பார்த்து மிரளான் புரியுதுங்களா உடனே கூட்டம் செய்து ஆசிரமம் அவரும் கெட்டு மற்றவர்களையும் தொடர்ந்து கெடுதல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அதனால போறது நிற்கணும் ட்வெண்ட்டி ஃபைவ் அப்புறம் உள்ள திரும்பி நிற்கணும் ட்வெண்ட்டி ஃபைவ் ஆனது இந்த ஃபிஃப்டி வந்து சத்சங்கம் பண்ணோம் உன்னுடைய உள் விச்சாரம் உன்னுடைய உண்மையான உள் சிரத்தை உன்னுடைய எண்ணுபவன் பின்னாடி நிற்கிற சிரத்தை பண்ணும் எந்த புத்தியினுடைய ஹையஸ்ட் அனலிட்டிக்கல் திங்ஸ்னால கூட வந்து அதை தொடர் அந்த உண்மையான ஆழ்ந்த உரக்கத்தில் இருக்கின்ற காணுகின்றவன் உடல் இல்லாத பஞ்ச கோஷகங்கள் இல்லாத கேட்கின்றவன் அப்படின்னு அத்தனை மண்ணும் வந்து அங்க வந்து இல்லாமல் இருக்கு ஆனா அதுபம் அதுதான் உண்மை அதுதான் உள்கடந்த உண்மை பொருள் அதுதான் நம்முடைய சுரூபம் நம்ம நம்மளுடைய உண்மையான உயிர் அதுங்க நம்மளுடைய உண்மையான சத்துவம் மனமும் வாழ வேண்டிய நிலை இருக்க வேண்டிய நிலையிலே உணர்வுல இருந்தே வாழலாம் ஏன்னா நீயே கடவுள் காணும் தனை விட்டு தன் முதலை தான் முதல் போய் தான் கடவுள் கண்டானாம் தன் முதலை தான் முதல் போய் புரியுதுங்களா தன்னோட முதல் என்ன தன்னோட முதல் என்ன ஃபஸ்ட்டு எழுந்துக்கிறது என்ன ஃபஸ்ட்டு ஏன் எழுந்துக்கணும் குத்திலேருந்து ஏன் விழிப்பு நிலைக்கு வரணும் விழிப்பு நிலையா இது மனம் தானே மனத்துக்குள்ள தானே இந்த உடம்பு இருக்கு கரெக்டா சோ அந்த மனத்துக்குள்ளேயே அந்த உலக உலகத்தினுடைய அனுபவங்களாகவும் அதே மனம் அவனுடைய உடலாக புரியுதுங்களா அது வந்து ஒரு மூடி இந்த இதுக்குள்ளுடையக்குள்ள இருக்கிற அந்த ஒலிகளை வாங்கும் அந்த சிப்புக்கு மேல போட்டிருக்கிற மூடி இது அத போல அந்த மூலத்தை மூலம் வந்து ஒரே ஒரு உணர்வு தான் அந்த உணர்வே வந்து மனமாக விரிகிறது அந்த மனத்தினுடைய பொய்மையை நம்ம பார்க்கும் பொழுதுதான் உண்மை தெரிய வரும் இதுக்கு இருப்பு இருக்கா அதனாலதான் ஆழ்ந்த உறக்கத்தை உடனே பார்க்கணும் எழுந்து உட்கார்ந்த உடனே நான் பண்ண சொல்றது எனக்கு ஒரு மணி நேரம் உட்காருப்பா ஒன்றும் பண்ணாது பாத்ரூம் டாய்லெட் அதெல்லாம் போயிட்டு கடு கிடனு வந்து உட்காரு எவ்வளோ சீக்கிரம் வேணா உட்காரு எவ்வளோ நேரம் வேணா கூட உட்காரு நான் மினிமம் ஒரு மணி நேரம் உட்கார் ஒன்றுமே தியானம்னு கூட பேர் கொடுக்காத எந்த சுவாமிஜி யாரா சொல்லி குந்தா கூட எதுவும் பண்ணாத எல்லாத்தையும் அதான் சொல்ல வெளில நிறுத்திட்டுட்டேன் எல்லாத்தையும் நிறுத்திட்டு அப்பயே இருபத்தஞ்சு பர்சன்ட் நீ ஜெயிச்சிட்ட இன்னொரு இருபத்தஞ்சு பர்சன்ட் இந்த சும்மா இருத்தல்ல நில்லு இல்ல அதனோட ரகசியம் சொல்லிடுறேன் ஒண்ணுமே கிடையாது உள்ள ஒண்ணுமே கிடையாது ஆனா ஒண்ணுமே கிடையாதுதான் ஆழ்ந்த பிறக்கம் அதுதான் ஈஸிலையும் ஈஸி ஆனா இந்த உலகம் வந்து புத்தி பூரா ரொப்பிடுச்சு ஜென்மங்களுக்கு அது தொடருது புரியுது இப்போ சூரியன் வந்து பழக்கப்பட்ட காட்சி அதுக்கு இருப்பே இல்லை உண்மையா அங்க சூரியன் இல்லைங்க உங்க உங்க நினைவுல இருக்கிற சூரியன் தாங்க அங்க சூரியனா தெரியுது இத வந்து நீங்க வந்து உங்களுடைய அந்த சும்மா இருக்கிற சும்மா இருந்து இருந்து இருந்து இருந்து எண்ணத்துக்கு பின்னாடி இருந்து உணர்ச்சிக்கெல்லாம் பின்னாடி எல்லாம் நல்லா தெரிய ஆரம்பிக்குங்க அடா இங்க பா இது எண்ண எண்ணு பவன்மே இல்லையே இங்க முன்னாடி தூங்கிடுங்க வேற அங்கே இல்ல இங்கு சொல்றோம் அஞ்சு கோஷங்களும் வயசானவர் இதை கேட்டுக்காருக்கு வந்து இன்னொரு சில நாட்கள் தான் சொல்லிருக்காங்க அவர் என்ன பண்ணுவார் ஒடுங்கிடுவாரா இல்லையா அடாடா இங்க தானையா நானே இருக்கேன் நான் இருக்கிற இடத்துல தானா நான் சாகவும் சாகனும் பிறக்கவும் பிறக்கணும் கரெக்டா நான் சாகணும்னா கூட உள்ளதானே சாகணும் தான் உள்ள இருந்து தானே பிறந்தேன் சோ இதுதான் சத்தியமா இருக்கணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில அவர் என்ன பண்ணோம் அந்த அப்ப அப்பத்துல இருந்து இதை கேட்ட அந்த தருணங்கள்ல இருந்து வெறுமை உட்காந்துக்கிட்டு அப்படியே என்ன வேணா வருட்டோம் இப்ப இப்ப ஆரம்பிச்ச ஆரம்பிச்சுங்களேன் அவருக்கு பத்து நிமிஷத்தில் உயிர் பெரியட்டோம் இல்லாட்டி அரை மணி நேரத்தில் உயிர் பெயிட்டோம் இல்லாட்டி அடுத்த ஒரு நிமிஷத்துல உயிர் பெரியட்டோம் இதுதான் அப்படின்னு அதை நம்பிக்கை கொண்டு அதை பார்த்துடுச்சு டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுடுச்சது சும்மா இருக்கிறத முடிஞ்சுதுங்க ஃபிப்டி அது பாத்துக்கும் புரியுதா எல்லாத்தையும் அதுவே பார்த்துக்கும் அதனால இங்க என்ன சொல்றாரு பகவானு காணும் தனை விட்டு தான் கடவுளை காணல் காணும் மனோமயமாம் காட்சி சகலமும் தானே கடவுள் எழுதால் தன்முதலை போய் தான் முதல் அகங்கார கூட்டம் அதாவது சொல்லிக்கிட்டே இருக்கேன் பார்த்ததுனாலதான் ஒருத்தர் எழுதி கொடுத்துருக்கார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி முடிச்சிட்டார் மனித சமுதாயத்துக்கு முடிச்சிட்டார் இது வேற ஆன்மீகம் வழக்கமான ஆன்மீகம் கிடையாது சரிதான் எல்லா ஆன்மீகம் உள்ளதான் அப்படின்னு அவர் எழுதி கொடுத்துட்டா நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான் உணர்ந்துகிட்டே இருக்கேன் நான் தினமும் பண்ணிக்கிட்டே இருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதுலேயே இருக்கேன் அதுலேருந்து நான் பாக்கிறது இதுதான் அந்த அந்த அந்த ஆழ்ந்த உறக்கத்துல நான் உணர்வா இருந்தேன் உண்மையாற்று இருந்தேன் அதுதான் என்னுடைய உண்மையான நிலை நான் என்னுடைய மறுத்தலுக்கோ என்னுடைய புத்திபூர்வமாக புரிதலுக்கோ இது விஷயம் இல்லை கரெக்டா என்னுடைய ஆழ்ந்த உறக்கம் என் புத்தியால நிகழப்பட்ட ஒன்று செயல் இல்லை கரெக்டா மனத்தினால் நிகழப்பட்ட ஒன்று இல்லை ஆனால் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் ஸோ அதுல ஊர் இருக்கேன் அதுல ஊர் இருந்து நான் தனி மனிதனாக புத்தியாக அப்படி எழுந்துக்கும் போது எழுந்துக்கிற இடத்துல நான் உட்காறேன் புரியுதுங்களா எழுந்துன்ற உனோடயே உட்காடுறேன் உட்காரும் போது பால் பை பால் எனக்கு தெரியுது அடாடா இவனால தான் அங்கே வந்து இரட்டை உணர்ச்சிகள் இருக்கு இவனே தான் இரட்டை உணர்ச்சிகள் இந்த இரட்டை உணர்ச்சிகள் தவிர அங்கே உலகம் இல்லை புரியுதா சூடு குளிர் ஒரு உணர்ச்சி தானங்க உடம்பு சூடு உடம்பு குளிரா இருக்கு உணர்ச்சி தானே இந்த இரட்டை உணர்ச்சிகளுக்கு எங்க இருப்பு இருக்கு நான் பாகத்தினால்தான இருக்கோ எந்த இருக்கோதிக அன்னமய கோஷாவாகவும் எழுவது மனமே அதுக்கு பின்னாடி கவனமாகவும் புத்தி இயக்கங்களாகவும் இந்த இரட்டை உணர்ச்சிகளே நம்முடைய வாழ்க்கையாக மாற்றியது உலகத்திலையும் சரி தனி மனிதருக்கும் சரி மாற்றியது வந்து இந்த அகந்தை சோ அதுதான் அது அது டில்ட் ஆகும்போது இரட்டை உணர்ச்சி இரட்டை உணர்ச்சி எண்ண கூட்டங்கள் எண்ண கூட்டங்கள் உலகம் உடம்பு அப்புறம் அது கிடைக்கலையே இது கிடைச்சதே இது நல்லது இது கெட்டது நான் ஆணு நீ பெண்ணு என்னுடைய அரசியல் சரியில்லை உங்க ஊர் அரசியல் ஆன்மீகம் லௌகீகம் எல்லாமே இரட்டை உணர்ச்சிகள் புரியுதுங்களா பிராண்ட் பிராண்டா பிராண்ட் பிராண்டா எல்லாத்துக்கும் வேல்யூஸ் அந்த வேல்யூஸுக்கு அடித்துல இருக்கிறது நான் பாவம் நம்பி இருக்குது புரியுதுங்களா நம்பி வாழ்ந்துடுச்சு வாழ்ந்ததுனால இன்ஃபுளுயன்ஸ் நல்ல வந்துகிட்டே இருக்கு வந்துகிட்டே இருக்கு இத தவிர வேற உண்மையே கிடையாது பால் பை பால் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உள்ள நடக்கிறத ரன்னிங் மட்டும் இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் இது மிஞ்சின சமாதி கிடையாது இதை மிஞ்சின தியானம் கிடையாது தியானம் பேர் கொடுக்க வேண்டாம் ஏன்னா பழைய பேர்கள்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை நம்மளுக்கு என்ன சும்மா இருக்கிறது ஆழ்ந்தவர்க சும்மா இருக்கேன்பா எனக்கு ஒரு ஆன்மீகம் வெளியில கிடையாதுப்பா அப்படின்னு நம்ம எல்லாரும் உள்ள வரணும் உள்ள வந்ததுன்னா உலகத்தக்கே என்ன உண்மை பொருள் வந்து உள்கடத்தல் தான் உள்கடந்த மேலே தான் புடிச்சுப்போமா